ஹாய் கைஸ் வெல்கம் டு கல்யாணி கிச்சன் நான் உங்கள் அர்ச்சனா ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரெகுலர் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம எக்லஸ் ஃப்ரூட் அண்ட் நட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரிஃபைன் சுகர் ஃப்ராஸ்டிங்லாம் இல்லாமல் ஒரு ஹெல்தி கேக் வருஷன் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் லாக்டவுனில் இந்த குவாரண்டைன் டைமில் என்னென்ன வந்து ரெசிபீஸ் வந்து ட்ரை பண்ணிங்க புதுசாக எதாவது ட்ரை பண்ணிங்களா இல்லை வந்து லைக் ரொம்ப ஸ்பெஷல்லாக இல்லாமல் பேசிக் ஐட்டம்ஸ் பண்ணிங்களா என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்சோ என்னடா லாக்டவுன் அப்போ கேக் கிறிஸ்பி போடுறாங்க அப்படின்னு பார்க்காதீங்க ஆஷிர்வாத் கிறிஸ்மஸ் ரெசிபி கான்டஸ்ட்காக இந்த கேக் பண்ணோம் பட் நம்ம வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு இது பண்ணலாம் மைதாக்கு பதிலாக ஆட்டா இல்லைன்னா சிறுதானியம் மாவை அப்புறம் வெள்ளை சக்கரை இல்லைன்னா அப்புறம் அதை நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்வேப் பண்ணி பண்ணிக்கலாம் தேவையான பொருட்கள் அதோடய அளவோடு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க கால் கப் நாட்டு சர்க்கரையை கால் கப் தண்ணியில் கொதிக்க வைக்கணும் சர்க்கரை கரையிற வரை கொதிக்க வைச்சா போதும் ஒன்ஸ் கரைஞ்சதும் அடுப்பிலருந்தே இறக்கிட்டு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நிறக்கி வச்சுக்கோங்க ஆறுன்னு சுகர் சிரப்பில் போட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டு ஒன் ஹவர் ஊற வைக்கணும் ஸோ அந்த சென்ட்ரு பவுலில் இருக்க தான் நாங்கள் ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா உப்பு எல்லாமே சளிச்சு வச்சுக்கோங்க ரெண்டு தடவை சளிச்சு எடுத்துக்கணும் இன்னொரு பவுல்ல ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க பட்டரும் மிச்சம் இருக்க சர்க்கரையும் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம் இப்போ சளிச்சு வச்சிருக்கிற ஆட்டா மிக்சரும் இதுல சேர்த்துக்கலாம் பாலு தயிரும் சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாத மாதிரி கலந்து வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப பீட் பண்ண வேண்டாம் ஓரளவுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி விஸ்க் பண்ணி வச்சிட்டா போதும் இப்போது ஊற வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கலாம் அடுத்து சாப் பண்ணி வச்சுட்டுருக்கிற நட்ஸை சேர்க்கப்போகிறோம் அதுக்கு முன்னாடி நட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஒரு டேபிள் கோதுமை மாவில் புரட்டி வச்சுக்கலாம் கோதுமை மாவு கோட்டான நட்ஸ் சேர்க்குறப்போ அடியில் சிங்க் இருக்கும் ஸோ நட்ஸ் வந்து புரட்டி வச்சாச்சு ஃப்ரூட்ஸும் நல்லா வந்து கலந்து வச்சுட்டா வச்சாச்சு இப்போ நட்ஸை வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப கிண்ட வேண்டாம் கொஞ்சம் தூரம் கலந்துட்டு விட்டுருங்க கேக் டென்னில் கொஞ்சம் வெண்ணெய் தடவி வச்சுக்கோங்க பாட்டம் அண்ட் சைட்ஸ் எல்லா பக்கமும் வந்துட்டு வெண்ணெய் தடவி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம் சாரி அதைங்க நான் ஒழுங்காக வீடியோவை காட்ட முடியல பட் பாட் அகெயின் பாட்டம் சைட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு மாவை கொஞ்சம் டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ண கேக் டெனில் நம்ம பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டர் வந்து ஊற்றிக்கலாம் ஸோ அந்த பேட்டர் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ண விடுங்க பட் ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட வேண்டாம் ரெண்டு மூணு தடவை நல்லா டேப் பண்ணிக்கோங்க ஸோ அது டேர் பபுள்ஸ்லாம் வந்து மேலே வந்துடும் நம்மளுக்கு பிடிச்ச ஹோல் நட்ஸ் வச்சு டெக்ரேட் பண்ணிக்கலாம் நாங்கள் கொஞ்சம் முந்திரி பாதாம் வால்நட்லாம் போட்டு டெக்ரேட் பண்ணோம் ஸோ அகெய்ன் நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இல்லாமல் நீங்கள் பிளைன் கேக்காகவும் பண்ணலாம் கொஞ்சம் அவன் ஒரு டென் மினிட்ஸ் பண்றீங்கன்னா குக்கருக்குள்ள ஒரு ஸ்டாண்ட் மாதிரி பண்ணிட்டு ஒரு ட்ரைவேட்டு கிரில் ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அதுக்குள்ளி ஊற்றிட்டு பிப்டி மினிட்ஸ் குக் பண்ற மாதிரி இருக்கும் அவன் ப்ரீஹீட் ஆனதும் ஒரு கிரில் ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே கேக் டென்ன வச்சிடலாம் ஒன் எயிட்டி டிகிரீஸில் 50 ஒரு ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணலாம் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆனப்புறமா ஒரு தடவை டூத்பிக்கோ இல்லை ஒரு கத்தி வச்சு நடுவில் போக் பண்ணி பாருங்கள் கேக் பேட்டர் ஓட்டாமல் டூத்பிக் அண்ட் கத்தி வெளியில் வந்தால் அப்போது வந்து கேக் ரெடின்னு அத்தோம் இல்லைனா இன்னும் ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா அவனில் வச்சுருங்க அவனில் இருந்து வெளியில் எடுத்து வேறு ஒரு ட்ரே இல்லைன்னா நல்லா ஆறுனப்புறமா பீசஸாக கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது ஸோ எம்மி எம்மி கேக் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இன்ஸ்டாலையும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறப்போ கல்யாணி கிச்சன் டேக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல லாக்டவுன் ரெசிபிக்கோடு நான் வந்து உங்களை பார்க்குறேன்